அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு கேதுக்கு உண்டான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த ராகு கேதுக்குண்டான பயிற்சிக்கான பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் கொடுக்குறேன் மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் அது டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் எந்தெந்த ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில யார் யாருக்கு நடக்கும் யார் யார் கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் அதுதான் முக்கியமா இப்ப நான் சொல்ல போறேன் கவனமா கேளுங்க இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் அதிகமா இருக்கு சண்டைகள் வந்து அதிகமா வருது டிவோர்ஸ் வரைக்கும் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கல்யாண தேதியை பார்க்கணுங்க மேரேஜ் டேட்டு தப்பா கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு வளர்பெறையில பண்ணா நல்லா இருக்குங்க அடுத்தது தேதி வந்து இவங்களோட திதியை வச்சு பண்றோம் அதாவது இந்த மாசத்துல பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு அது வந்து ஒரு சில பேர் வந்து அது தப்பா கேல்குலேஷன் பண்ணி அந்த மாசத்துக்கு உண்டான விஷயங்கள் வந்து டேட் வந்து நல்லா இருக்கு இந்த மாசம் உதாரணத்துக்கு வந்து ஒரு மாசி மாசம் தை மாசம் மாசி மாசம் எல்லாம் வைக்கிறாங்க முகூர்த்த நாள் வந்து அது நல்லா இருக்கு வளர்பிரையாவும் இருக்கு முக்கியமா வந்து பாக்குறது வந்து மாசத்தை வந்து வளர்ப்பறை அதிகமா பாக்குறாங்க அமாவாசை பின்னாடி வரக்கூடிய நாள் வந்து வளர்புறை அன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்னு முக்கியமாக பார்க்கறது அது மட்டும் கிடையாதுங்க தேதி வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு தேதி மாதம் வருடம் இது மூணையும் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கணும் அது இல்லாமல் க அதாவது மாப்பிள்ளையோடைய டேட் ஆஃப் பர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வைக்கணும் கல்யாண தேதி அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதாவது அவருக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குது என்ன ஜாதகப்படி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பெண்ணோடைய பலன்களையும் பார்க்கணும் அதாவது பெண்ணோடைய டேட் ஆஃப் பர்தும் மாப்பிள்ளுடைய டேட் ஆஃப் பர்த்தும் வச்சு பார்க்கும்போது ஒரு டேட் கிடைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் டேட் அமையும் அதாவது சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஒன் இயர் ஒன்ஸ் தான் அந்த டேட்டே அமையும் அந்த தேதியில்தான் நம்ம வைக்கணும் இது வளர்பிரை வருது தேய் பிறில் அது எப்போனாலும் வரலாம் ஆனால் முகூர்த்த நாளும் பார்க்கணும் அந்த நாள் வந்து நம்மளுக்கு சித்த யோகமாக இருக்கணும் அமிர்த யோகமாக இருக்கணும் நல்ல நாளும் பார்க்கணும் நம்ம அது பஞ்சாங்க எடுத்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அது என்னன்னு தெரியும் டேட்டும் பார்க்கணும் அதே மாதிரி நாளும் நல்லா இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஆனால் நம்ம வந்து வளர்பெறலை தான் நம்ம பண்றோம் வளர்பெறதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆஹ் அதில் பண்ணி மட்டும் நம்ம ஒரு வச்சு நம்ம தேதியை குறிக்கக்கூடாது அதுலதான் வந்து நிறைய பேர் தப்பு பண்றாங்க டிவோர்ஸ் வரைக்கும் போய் நிறைய ரீமேரேஜ் நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதுக்குண்டான விஷயங்களை தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்க போறேன் கேளுங்க இந்த ராகு கேதுக்கு அப்புறம் இந்த ராகுக்கேது பயிற்சி வந்து இந்த ஆண்டு வருது இந்த ஆண்டுக்கு அப்புறம் யார் யாருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் அவங்க எல்லாம் வந்து சுதாரிச்சிக்கணும் அதாவது இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் வந்து இப்ப நான் சொல்றேன் அது ராகு கேது வச்சு மட்டும் நான் கணிக்கல சனி பகவான் எங்க இருக்காரு அதையும் டோட்டலா வச்சுதான் நம்ம கணிக்கிறோம் சரிங்களா ஒருத்தருடைய ராகு கேது வச்சு மட்டும் நம்ம கணிக்க முடியாது அவங்களுடைய கட்டப்பிரகாரம் பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்தையுமே நம்ம மோஸ்ட்லி பாக்கணும் கிரகங்களை வந்து சில பேர் பார்க்காம இருக்காங்க எல்லா கிரகத்தையுமே ஜென்ரலா நம்ம பார்க்கணும் முக்கியமா இந்த ராகுக்கு எது பார்க்கணும் சனி பகவான பாக்கணும் குரு எங்க இருக்காரு சுபர்களோட பார்வை இருக்கா அசுபர்களோடைய பார்வை அதாவது லக்னம் எப்படி இருக்கு ஏழாம் இட எப்படி இருக்கு கணவனுக்குன்னா மனைவிக்கு மனைவிக்குன்னா கணவனுக்கு நம்ம ரெண்டுத்தையும் பாக்கணும் ஆனா லக்னாதிபதி எப்படி இருக்காரு ஏழாம்ட களத்திரஸ்தானம் எப்படி இருக்கு மெயினா நம்ம இதை பாக்கணும் இரண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு கண்டிப்பா மெயினா பார்க்கக்கூடியது இந்த மூணு விஷயம் வந்து நம்ம பாக்குறோம் திருமணத்துல அதாவது இவங்க ஒற்றுமையா இருப்பாங்களா சந்தோஷமா இருப்பாங்களா ஒரு பொருத்தங்கள் பாக்குறது வேற நம்ம லக்கணத்தை வச்சு நம்ம பாக்குறது வேற இப்ப அந்த எந்தெந்த ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றது இப்ப நம்ம பாக்கலாங்க வாங்க போலாம் இதுல மீன ராசி மற்றும் மீன லக்கணக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோச்சாரப்படி வந்து ராகு பகவான் இரண்டாம் இடத்துக்கு அதாவது மேஷ வீட்டுக்கு வராரு ராகு பகவான் இதனால் வரைக்கும் ரிஷப வீட்டுல இருந்த கூடிய ராகு பகவான் இப்ப மேஷ வீட்டுக்கு வர்றதுனால மீனம் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து குரு பகவான் பெயர்ச்சி தன் வீட்டுக்கு வர்றதுனால ரொம்ப பலமா இருக்காரு அர்த்தம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் வந்து இரண்டாம் இடம் அந்த இடத்துல வந்து ராகு பகவான் உக்காண்டிருக்கனால தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத விஷயத்தை கிரியேட் பண்றது ஒரு மீடியால இருக்கிறாங்க அப்படின்னாவே தேவையில்லாத ஒரு குழப்பங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பேச்சுவார்த்தையில வந்து கொஞ்சம் இதா பேசக்கூடிய ஆஹ் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அது வந்து வெளி உலகத்துக்கும் பொருந்தோம் வீட்டுல பண்ணும்போதும் ரொம்ப கவனமா பார்த்து பேசணும் ஏன்னா அதுவும் வந்து சண்டைக்கு உண்டான விஷயங்கள் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா வந்து கான்ட்ரவர்சி ஏற்படும் குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துலதான் வாக்குஸ்தானம்னு சொல்றோம் தனஸ்தானம் சொல்றோம் தனம் வந்து தனவரவு நல்லா இருக்கும் ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பஸ்தானம் வந்து பிரச்சனைகள் உள்ளாயிடும் வாக்குஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு அதாவது நம்ம வாக்குஸ்தானத்திலே வந்து ராகுபகவன் உட்கார்ந்துருக்கனால கொஞ்சம் கவனமா தான் நீங்க பேசணும் அதாவது குடும்பத்துக்குள்ள நம்ம ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இல்ல அது பிரச்சனைகள் வேற விதமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மீன ராசி மற்றும் மீன லக்கணக்காரங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்துக்கு ராகுபகவான் வர்றதுனால சொல்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா கன்னி கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் கேது பகவான் கேது பகவான் வந்து இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துலேயும் வந்து உட்காறாரு கேது பகவான் பொதுவாக வந்து ஞானத்தை கொடுப்பாரு ஸ்பிரிச்சுவல் கொண்டு போவார் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இருந்தாலுமே வார்த்தைகளில் பேசும்போது அதே மாதிரி நான் சொல்லக்கூடியவங்களுக்கு மீடியாவுக்கும் நான் முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா புதனோட ஆதிக்கம் மீனம் வந்து பார்த்திங்கன்னா குருவோடய ஆதிக்கம் அந்த வீட்டுக்குண்டான அதிபதி கண்டிப்பாக வந்து இவங்க வந்து வெளி உலகத்தில் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளுக்கெல்லாம் இருந்தாக்கா கொஞ்சம் கவனமாக பேசக்கூடிய காலகட்டம் தான் இது பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசணும் இல்லைன்னா அந்த இடத்துல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்திலேயே நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் ஆளாகுவீங்க அதாவது கண்ணி மற்றும் கன்னி லகனக்காரங்க வந்து வாய்ப்பேசி மாட்டிக்கக்கூடிய காலகட்டம் தான் அது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும்னு காட்டுது ஏன்னா குடும்ப வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் நம்ம சொல்றோம் இது கோச்சாரப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு இதே வந்து ராகு திசையோ கேது திசையோ ஜாதகத்துல இருக்கும் பட்சத்துல இன்னும் வந்து அது பிரச்சனைக்கு ஆளாகிடுவீங்க அத பாத்து ஜாதத்தை எடுத்துக்கும்போது என்ன திசா புத்தி போயிட்டு இருக்குன்னு பாருங்க ராகு தசையா கேது திசையா இல்ல சனி திசையா இல்ல சுபர்களுடைய திசை நடக்குதா இல்ல அசுபர்களுடைய திசை நடக்குதான் சுபர்கள் திசை நடந்ததுன்னா இந்த அளவுக்கு அது பாதிக்காது ஒரு பிப்டி நம்ம எடுத்துக்கலாம் அசுபர்களுடைய திசை நடக்குது கொஞ்சம் ஸ்ட்ரகிளதான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்களா அதனால இரண்டாம் ஆஹ் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்திலேயே கேது பகவான் உட்காந்துருக்கா கவனமா பேசணும் இல்லை வீட்டில் சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக வந்து இதுல வந்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு சொல்றேன் அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கு சொல்றேன் அவங்களுக்கும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது மூலயமா நான் சொல்லலை இரண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் உட்காந்துருக்காரு வாக்குஸ்தானத்திலும் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திலயே சனி உட்காந்துருக்கனால தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது இத வந்து குடும்பத்திலே உண்டு பண்ணும் சண்டை உண்டு பண்ணும் அது வந்து அனுசரிச்சு போற பொண்ணா இருந்ததுன்னா ஒரு பையன் எடுத்துக்கலாம் மாப்பிள்ளை எடுத்துக்கலாம் அனுசரிச்சு போற பொண்ணா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்களுடைய கட்டத்தை பாக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜாதகாரங்களுக்கு இந்த பொண்ணு வந்து அ அனுசரிச்சு இல்லை இந்த பொண்ணுக்கு இந்த ஜாதகாரரு மாப்பிள்ள வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போயிருப்பாரு அப்படின்னு நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அதனால தான் நான் சொல்றேன் லக்கணம் எப்படி இருக்கு லக்கணத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு அது தமிழ் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் எப்படி இருக்கு எட்டாம் இடம் கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எட்டாம் இடம் ஆயில மட்டும் குறிக்கல கணவன் மனைவி ஒற்றுமையும் அதுல இருக்கு அதனால இத்தனை கிரகத்தையும் நம்ம பார்க்கணும் இந்த கிரகம் எல்லாம் எங்க இருக்காரு எந்த என்ன சாரம் வாங்கியிருக்கு இதெல்லாம் டெப்தா இன்டெப்தா போனா மட்டும்தான் ஜாதகத்துல சொல்ல முடியும் இருந்தாலும் இப்ப கோச்சார கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது நீங்க இந்த ராசிக்காரங்களை ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றேன் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் உங்களுக்கு மன அமைதி மனநிம்மதி வேணும்னா கண்டிப்பா தியானம் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க கோயிலுக்கு போய் உட்காருங்க இதுதான் உங்களுக்கு ஒரே ரெமிடி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரங்களுக்கு பிரச்சனை வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுபகான் பதினோராம் இடத்துல தான் இருக்காரு ஆனால் சனி பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்காரு அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை அந்த இடத்துல இருக்காது அதாவது ஏதோ ஒரு வேலை விஷயமா ரெண்டு பேரும் வந்து வெளியூரில் இருக்கீங்க பொண்ணு ஒரு பக்கம் இருக்காங்க பையன் மாப்பிள்ள ஒரு பக்கம் இருக்காரு அப்படிங்கிற எப்பயோ ஒரு நாள் மீட் பண்ணிக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை டெய்லியுமே ஒரே இடத்துல பார்க்குறீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஒரே இடத்துலதான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மிதன ராசி மற்றும் மிதன லக்கணக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்கு ஏன்னா எட்டுல போய் சனி உட்காண்டிருக்காரு இது மாறுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் டூ இயர்ஸ் ஆகும் அது வரைக்கும் வந்து உங்களோட குலதெய்வ வழிபாடு மஸ்ட் எடுத்துக்காங்க மற்ற விஷயங்கள் வந்து நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போயிடுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடகராசி மற்றும் கடக லக்கணக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்கு ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரா ஏழாம் இடம் கலத்தரஸ்தானத்துலேயே சனி பகவான் உட்காந்துட்டாரு ஏழாம் இடத்துல சனி பகவான் உட்காந்து கரெக்டாக கடகத்தையும் பார்க்குறாரு அப்போ வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை பிரச்சனைகளோட வாழ்க்கை இதெல்லாம் வாழ்றதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி மற்றும் கடக லக்கணக்காரங்களுக்கு இருக்கு அடுத்தது நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம் அந்த இடத்துல கேது உக்காந்துட்டாரு ஆனால் உடல்நிலை பாதிப்புகள் பிரச்சனைகள் இதெல்லாமே வரும் கடகராசிக்காரங்களுக்கு ஆனால் அவங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிறையே ஒற்றுமை இருக்காது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு பீரியடாக தான் இருக்கும் டிவோர்ஸ் வரைக்கும் அவங்க ஜாதகம் சரியா இல்லைன்னா டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி மற்றும் விருட்சக லகனக்காரங்க விருச்சக ராசிக்கு நம்ம எதுனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் உட்காண்டாரு பணம் எல்லாம் தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத மன கஷ்டங்கள் போராட்டம் அயன சயன போகணும்னு சொல்லுவோம் நம்ம சாப்பிட்டு நல்லா உறங்கக்கூடிய இடம் இல்லற வாழ்க்கை குறிக்கக்கூடிய இடமே பன்னெண்டாம் இடம் தான் அந்த இடத்துல ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது அதாவது விருச்சகராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துலயே கேது போக்கணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கின்றது இப்ப இருக்காது ரொம்ப நாளாவே அவங்களுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு இருந்தாலும் இப்ப இந்த விருட்சகராசிக்காரங்களுக்கு இந்த டைம் ராகு கேது பயிற்சி ஆயுமே அவங்களுக்கு சரியில்லை அதனால் ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் இருக்காது இவங்களும் தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் அதனால இவங்களுடைய ஜனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது தான் இந்த பிரச்சனைகள் குறையுமா இல்லை அதிகரிக்குமா என்னன்னு பார்த்து சொல்ல முடியும் ஜாதகம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இருக்குது கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பார்க்கலாம் அதே மாதிரி ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்கணக்காரங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு ஏன்னா நேராக பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் ரிஷப வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு ராகுபகன்க நிம்மதியான தூக்கம் இருக்காது நிம்மதியான ஒரு சாப்பாடு இருக்காது ஒர்க் விஷயமாக ஒர்க் டென்ஷனாகவும் இருப்பீங்க ஆனால் குடும்ப ஒற்றுமை வந்து பாதிப்பு ஏற்படும் குடும்பத்தில் விரிசல்கள் ஏற்படும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆனால் இல்லற வாழ்க்கை வந்து சுகமாக இருக்காது அப்படின்றது தான் நான் சொல்கிறது விருட்சகராசிக்கும் சரி ரிஷபராசிக்கும் சரி இந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க அந்த காலகட்டம்தான் இது உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை என்னென்னு முடிவு பண்ணிக்கலாம் அதுவும் நம்ம வந்து எடுத்துக்கணும் இது கோச்சாரப்பான பலன்கள் தான் சொல்கிறேன் இருந்தாலும் இதுவும் வேலை செய்யும் இதுவும் வேலை செய்யாதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக இதுவும் வேலை செய்யும் அட்லீஸ்ட் ஒரு வேலை செய்யும் அதே வந்து உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கூட குறையலாம் ஆனால் தசா புத்திகள் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை அன்ஃபேவரபுளாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனையை பாதிக்கும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய டைமாக இது இருக்கலாம் ஆனால் இவங்கள்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது குடும்ப விரிசல்கள் இருக்காது ஆனால் திருமணம் பண்ணுறீங்க பார்த்து நல்ல டேட்டா பார்த்து பண்ணுங்க அவசரமே பட வேணாம் சரிங்களா பொறுமையா நிதானமாக ஒரு டைம் லேட் ஆனாலும் சரி சில பேருக்கு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அவசரமாக டைம் போ போயி போயிடுதுங்க குரு தசை வந்து முடிய போகுது இல்லை குரு பலன் முடிய போகுது குரு பார்வை வந்து எங்களுக்கு முடிய போகுது நான் சீக்கிரம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவசிசமாக பண்ணிடாதீங்க பொறுமையாக நிதானமாக பண்ணுங்க தப்பு இல்லை டேட் வந்து என்ன மாதிரி டேட்டில் வைக்கணுன்றது ஒரு விஷயம் இருக்கு நான் ஜோதிடரை கன்சல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக வைங்க ஒன்றும் அவசரப்படாதீங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனர்ஜி ஹீலிங் திரப்பிய கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்